வணக்கம் நண்பர்களே வணக்கம் சகோதரிகளே இன்றைக்கி நான் உங்கள் கூட எதை ஷேர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களாகிய நம்முடைய ஒவ்வொருத்தரின் ஆரோக்கியத்தை பற்றி தாங்க நான் உங்கள் ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி பெண்களாகிய நாம் ஒவ்வொருத்தரும் மாதந்தோறும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மாதவிடை ஸோ இந்த மாதவிடை காலத்தில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய நாப்கின் ஆரோக்கியமானதாகவும் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தாத வகையிலும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே இது எல்லாமே நமக்கு சைடு எஃபெக்ட்ஸு கொடுத்துட்ருக்கு எந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் தெரியுங்களா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வெள்ளைப்படுதர் ஓவர்ஃப்ளோ ப்ளீடிங் கேன்சர் மார்பக கர்ப்பப்பை புற்றுநோய் இதை தாண்டி குழந்தை இன்மை இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆபத்தைெல்லாம் நமக்கு ஏற்படுத்திருக்கு ஸோ இதை எல்லாத்தையுமே தடுக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஃபெமி ஆனையான் சானிடரி நாப்கின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நமக்கு கொடுக்குறாங்க இந்த ஃபெமி ஆனையான் சானிட்டரி நாப்கின் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி ஆர்கானிக் ப்ராடக்ட் அதே மாதிரி ஆலோவேரா ஜெல் கொண்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இந்த ஃபெமி சானிட்டரி நாப்கின் வந்து எட்டு லேயர் கொண்டு நம்ம ஒரு நாளைக்கு இது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நீங்கள் மற்ற நாப்கின் எல்லாமே மூணுலேருந்து நாலு பேருக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க பட் இந்த ஃபெமி சானிட்டரி நாப்கின் நீங்கள் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அதை தாண்டி இந்த ஃபெமி சானிட்டரி நாப்கின் நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு குழந்தையின்மை மார்புக போற்று நோய் கர்ப்பப்பை குற்றநோய் கேன்சர் ஓவர்ஃப்ளோ ப்ரீடிங் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வெள்ளைப்படுத்தல் இந்த மாதிரி அனைத்து விதமான நோய்களையும் நம்மளால் தடுக்க முடியும் ஆரோக்கியமாக நம்ம வாழ முடியும் இது எங்க கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் அதை தாண்டி ஆக்சஸ் இந்தியாவில் மட்டும்தாங்க கிடைக்கும் ஆக்சஸ் இந்தியாவில் இந்த ஃபேமிலி சானிட்டரி ஆரோக்கியமான நாப்கினை கொடுக்கறது மூலமாக நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்குறாங்க ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்தையும் நீங்கள் எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க இனி வரும் வரும் காலத்திற்கு நல்லதொன்றி கொடுப்போம் நம்முடைய மனைவிகள் சகோதரிகள் தாய்மார்கள் அனைவரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்போம் நன்றி ஹாய் திஸ் இஸ் ஆர்டிஸ்ட்ரீ ஃப்ரம் நெய்வேலி நான் நியூவாக ஒரு பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த இண்டஸ்ட்ரி நேம் என்னென்னா ஆக்ஸிஸ் இண்டியா அந்த ஆக்ஸிஸ் இண்டியாவில் நியூவாக இப்போ ஒரு உமன்ஸ்க்காக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க அதோடய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெமி சானிடரி நாப்கின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்குங்க இதில் இந்த கிட்டில் ஜாயின் பண்ணணுன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட்க்கு இதில் ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க ஐ மீன் நாப்கின்ஸ் கொடுத்துருவாங்க ப்ளஸ் தௌசண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் பேச் கொடுக்குறாங்க டூ உங்களுக்கு வந்துட்டு நாப்கின் கிடச்சிரும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற செவன் ஹண்ட்ரடுக்கு மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க கேட்கவே நல்லாயிருக்குல்ல செவன் ஹண்ட்ரடுக்கு ஒரு பிஸ்னஸா சூப்பராக இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த டூ தௌசண்ட் உங்களுக்கு எத்தனை பண்டில்ஸ் இருக்கும் அப்படின்னா எயிட் கிடைக்கும் எயிட் பண்டில்ஸ்லேயும் டென் டென் பீசஸ் இருக்கும் ஈச் டென் டென் பீசஸ் இருக்கும் அந்த டென் டென் பீசஸ்லேயும் டோட்டலாக நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஒரு எயிட்டி பீசஸ் நம்மளுக்கு கைட்டு வந்துடுது ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு கவலையே இல்லை அந்த நாப்கினை பற்றினா கவலையே இல்லை கவலையே இல்லைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு ப்ராடக்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாப்கின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடச்சிட்ருக்கக்கூடிய நாப்கின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டூ டூ ஃபோர் ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்துட்டு எக்ஸ்பரி டேட் அப்படிலாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ப்ரீத்தபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்குது மற்ற ப்ராடக்ட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரு வெட் ஃபீல்லே தான் இருக்கும் ட்ரை ஃபீல்லே நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது இதில் ஆனியான் எக்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஆஃப் ஆக்சிஜனை இந்த நாப்கினை வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் என் சேர்ந்து நீங்களும் சம்பாதிக்கலாம்